அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹியில் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி கொண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்று திருக்கணிதப்படி மாறுறாரு அதாவது மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வர்றாரு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க இப்போ ரிஷப்பை வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் வந்து வந்து உட்காடுறாரு சனி பகவான் இதனால் வரைக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்தார் சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஏன்னா கண்டக சனி அஷ்டமசனி பாகியஸ்தானத்தில் சனி அது உங்களுக்கு பாதகாதிபதியாக போயிடுச்சு அதனால் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கஷ்டங்கள் நிறைய விஷயங்கள் தாண்டியிருப்பீங்க இப்போ மன பிரச்சனைகள் இது எல்லாமே தாண்டி தான் உங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் வந்திருப்பீங்க இப்போ இந்த சனி பகவான் பயிற்சியாக கூடிய நாள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஜனவரிலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் மூலியமாக ஒரு மாற்றத்தை வந்து ஏற்பட போகுது அதாவது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இந்த பத்தாம் இடம் தொழில் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க கோச்சாரப்படி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப அழகாக தன் வீட்லேயே உக்காந்துட்டாரு அப்ப தொழில் மாற்றங்கள் தொழில் அதுக்கு ரீதியான ஒரு சிந்தனைகள் ஒரு புது விஷயம் ஏதாவது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது எல்லா விஷயமுமே இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே உங்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானுருப்பார் அப்போ தொழிலுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிளானிங் வந்து சூப்பராக பண்ணுவீங்க நீங்கள் அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து இதில் காண்பிங்கன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்க பண்ண போறீங்க சாதிக்க போறீங்க பேர் புகழ் கிடைக்க போகுது இந்த ஒரு ரெண்டரை வருஷத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஆளா வருவீங்க நீங்க அதே மாதிரி ரிஷபராசிக்கு பன்னெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் அயன சயன போகன் சொல்லக்கூடிய இடத்த வந்து சனிபோகன் பார்க்கறாரு விரயஸ்தானமும் எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை வந்து பாக்குறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பணத்தை சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு வந்து ஈக்குவலா இருக்கும் அதனால நீங்க என்ன பண்றீங்க நீங்க சம்பாதித்த ஒவ்வொரு மாதம் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஒரு எடுத்து இல்லாதவங்க இயலாதவங்களுக்கு செய்யுங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரம் ஏன்னா சனி பகவானுடைய பரிகாரம் வந்து கோயிலுக்கு போறது கிடையாது இந்த மாதிரி ஊனமுற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு பிச்சைக்காரங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் இவங்கெல்லாம் தான் சனி பகவான் லேபர் பீப்புள் இவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய நீங்க செய்யணும் தாய் தகப்பனுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யுங்க ரொம்ப விசேஷமானது ஏன்னா பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை பாக்குறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செலவுகள் ஈக்குவலாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் அதனால் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருங்க அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் விரயங்கள் ஆயிடுமோ பன்னெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கணும் கண்டிப்பாக விரயம் ஆகணும் அதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ச ஒரு ஐந்து சதவீதமாவது எடுத்து இல்லாதவங்களுக்கு ஏற்காவது செய்யுங்க இல்லை குழந்தைங்களுக்கு செய்ங்க ஹோம்க்கு பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றங்கள் வந்து யாருமே தடுத்து நிறுத்த முடியாது அதுமாதிரி பண வரவு வந்து அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரிஷப வீட்டிலேருந்து நாலாம் இட சுகஸ்தானம் தாய்ஸ்தானத்தை பார்க்குறதுனால தாய்க்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கும் செலசலப்புகள் இருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கும் தாய்க்கும் கண்டிப்பாக வந்து ஒரு மோதல்கள் இருக்கும் அதனால் வந்து அது அம்மா கிட்டே எதுவும் பேச வேணா அனுசரித்து போய்க்குங்க இருங்க அதே மாதிரி நாலாம் இட சுகஸ்தானமும் கூட நம்ம உடல்நிலை பாதிக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது தலைவலி வர்றது வயிற்றுவழி வருது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்ல விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஸ்டார்ட்டிங்கில் காட்டிடுங்க டாக்டர்கிட்ட காட்டிட்டு என்னென்னு செக்கப் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்து ஏழாம்ட கலத்தரஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பக்கம் அப்போ வந்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு விரிசல்கள் கண்டிப்பாக தோன்றும் ஏன்னா சனி பகவான் டேரெக்டாக வந்து ஏழாம் மன கலத்திர ஸ்தானத்தை பார்க்கறனால மாங்கல்யஸ்தானம் மனைவியாக இருந்தால் குறிக்கும் கணவராக இருந்தால் மனைவியை குறிக்கும் அவங்க அந்த இடத்த பார்க்கறதுனால ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பிரச்சனைகள் செல ஒரு மன பிரச்சனைகள் ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி வந்து மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கலாம் நம்ம அதில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்ல விஷயம் அதிகம் பேசாதீங்க அதில் கொஞ்சம் அமைதியருங்க குலதெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான வீரியம் வந்து குறையும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அது அம்மாவாசை பௌர்ணமிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது கண்டிப்பாக போய் குலதெய்வ வழிபாடு போய் போய் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கடுத்து பத்தாம் இட தொழில் ஸ்தானம் நிறைய தொழிலில் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்கிற தொழிலருந்து அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் அதாவது இப்பயே நிறையா வந்து வீடு மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் அதாவது இடம்னா நீங்கள் இடத்த வித்துட்டு வேற இடம் வாங்குறது ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீடு நீங்கள் ட்ராவல் பண்றது இதெல்லாம் வந்து கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானமும் கூட அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இடமும் ஒன்பதாம் இடம்தான் அதனால இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து போகணும் அப்படின்றது உங்களுடைய ஜா அந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா நூறு இது நான் சொல்ற விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு வீடு மாற்றுறது அதே மாதிரி இடம் வித்துட்டு இன்னொரு இடம் நீங்கள் வாங்குறதாகட்டும் எல்லா விஷயமே வந்து நீங்கள் இந்த கடந்த ஒரு மூன்று வருடத்துக்குள்ளேயே நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இனி வந்து உங்களுக்கு சொத்து செய்கிறதாகட்டும் நகை செய்கிறதாகட்டும் இன்னும் அதிகப்படியாக நீங்கள் சேர்த்ததுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஏன்னா பத்தாம் இட தொழில் ஸ்தானம் இல்லைங்களா தொழில் ஸ்தானத்துலேயே தன் வீட்லேயே வந்து சனி பகவான் உட்கார்துனால கண்டிப்பாக வந்து அள்ளி கொடுப்பாரு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா சுகஸ்தானத்தை வந்து அடிபடுது அதே மாதிரி தாய்க்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கோங்க அதுவும் இல்லாமல் அம்மாவாசை அன்னைக்கு இல்லை பௌர்ணமி அன்னைக்கோ வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த ஏழாம் இடம் களத்தரஸ்தானத்தை பார்க்குறாருன்னு சனி பகவான் அப்போ கருத்து வேறுபாடுகள் வரும்னு சொல்லியிருக்கேன் அந்த விஷயங்கள் குறையும் அதனால கண்டிப்பாக இது பண்ணுங்க இஷ்ட உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ தினசரி வழிபாடு பண்ணுங்க வீட்டுல ஃபோட்டோ வச்சு விளக்கி ஏற்றி சாமி கும்பிடுங்க தென்சரி அந்த வழிபாடு நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெண்டரை வருடமே வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு புதிய ஆட்களெலாம் நீங்கள் வரப்போகிறீங்க ரிஷபராசிக்காரங்க ஒரு புது விதமான ஒரு ரிஷபராசிக்காரங்களாம் வந்து உங்களை வந்து வெளியே தெரியறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி வரைக்குமே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு புதிய ஆளாக பார்க்க போகிறோம் அப்படின்றத நிச்சயம் இந்த தடவை நான் சொல்ல சொல்ல வேண்டியது இருக்குது அதனால தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இழந்தது எல்லாமே நீங்கள் பெறுவீங்க அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் டைம் உங்களுக்கு எந்த எந்த விஷயம் நீங்கள் எடுத்து செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்பட்டால் நல்லது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்